வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் செவிக்கு விரந்தாக இன்றைக்கு நீங்க கேட்க போகும் இந்த சிறுகதை நம்மளுடைய சமுதாயத்துல காலங்காலமா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிறதும் அல்லது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை தான் பிரதிபலிக்கிறதா இருக்குது வீட்டுல இருக்கிற வயதான முதியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது சிலர் கடுமையாவும் ஆத்மாத்தமாவும் செய்யறாங்க சிலர் அதை எரிச்சலாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு நகைச்சுவை நடிகர் வடிவேலு கூட அவருடைய நகைச்சுவையில சொல்லி இருப்பாரு தக்காளி சட்னியா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வாசகந்தா இந்த சிறுகதையோட கடைசியில வரும் அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க இது சமுத்திரம் அவர்கள் எழுதிய கமலா அழுகிறா என்ற சிறுகதை குளியலறைக்குள் கிழவர் தலையில் பாதி தரையில் பாதியாக தண்ணீரை ஊற்றிக்கொண்டிருந்த போது அவரது எட்டு வயது பேரின் செல்வம் கிழவர் காதில் பேரின் சொல் எடுப்படவில்லை என்றால் அவன் குளியலறை கதவை அடித்த வேகத்தில் எழுந்த சத்தம்தான் காரணம் அவர் நிதானமாக முதுகை தேய்த்துக் கொண்டிருந்தார் பேரின் கதவை ஓங்கி ஓங்கி குத்தினான் சினிமாவுக்கு சீக்கிரமாக போக முடியவில்லையே என்ற ஆத்திரம் குத்தாகவும் அம்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆசை சத்தமாகவும் கதவில் ஒழித்து கொண்டிருந்தது கமலா பொறுமை இழந்தவளாய் கை கடிகாரத்தை பார்த்தாள் தம்ப பையை அங்குமெங்குமாக ஆட்டினாள் அவள் வேகத்துக்கு ஈட்டு கொடுப்பது போல் பையன் பலமாக கத்தினான் மகனை பார்த்து கதவுக்கு ரோசம் வந்து உடஞ்சு போக சலசலப்பு சத்தமும் நின்றது நையாண்டி மேல மாதிரி ஒழித்த கருவின் சத்தத்தையும் குழாயின் இறைச்சலையும் மீறி வேகமாக ஒழித்த மருமகளின் குரல் வெம்மையில் குளிரை மறந்தவராய் வைத்து வந்து மருமகமாக சோற்றை பிசைந்தார் உப்பு கொஞ்சம் குறைவாக தோன்றியது கேட்க நினைத்தார் பிறகு அந்த நினைப்பை சோற்றுடனேயே உள்ளே விளங்கினார் அவள் பேச்சை கேட்டு உயிரை விடும் அளவிற்கு ரோசம் இல்லாத தனக்கு என்றுார் தட்டில் இருந்த இரண்டே இரண்டு துண்டு உருளைக்கிழங்கை ஒதுக்கி வைத்தார் அவருக்கு ஒத்து வராது வாய்வு கோளாறு இது போதாதென்று மூல நோய் ஒரு சமயம் டாக்டர் அவரை கருணைக்கிழங்கை சேர்த்துக் கொள்ளும்படி கூறினார் மகன்காரனின் ஆணைப்படி அவள் ஒரு நாள் கருணைக்கிழங்கை கிழங்கை பேரன் செல்வம் மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர்னு வெளியதான் நிக்க வைப்பாங்க நீங்க எனக்கு இன்னும் ட்ரெஸ் பண்ணல நான் போக மாட்டேன் என்று ஆனந்தமாய் பள்ளுபாடினான் நான் என்னடா பண்றது இந்த வீட்டுல ரெண்டு வகை கொழம்பு வைக்க வேண்டியதா இருக்கு ஆதிக்கே நேரம் போதல இறங்க மறுத்தது மருமகளிடம் உடம்பு சுகமாகிவிட்டதாகவும் கருணை போதும் என்றும் கலங்கிய கண்களை தாழ்த்தி கூறிவிட்டார் கிழவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை கமலா கைகளை நெறித்தாள் போன மாதிரி தான் உணவையும் பிராணனை வாங்குற முதல்ல சாப்பாட்டோட நடக்கிற ஃபைட்டு எப்ப முடியுதுன்னு பாப்போம் ஒரு நாளாவது சரியான டைமுக்கு போக முடியுதாது உனக்கு தெரியுது எதுக்குறைச்ச இருந்தாலும் ரோசத்துக்கு மட்டும் குறைச்ச இல்ல என்பாள் அல்லது இங்க என்ன கொட்டியா கிடைக்குது போடும் போதே போதும்னு என்ன என்பாள் என்ன செய்வது அவசர அவசரமாக சாப்பிட்டார் நொறிங்கத்தின் நூறு வயது வாழ வேண்டாம் என்று அந்த எழுபது வயது பிராணன் உணவை போட்டு கொண்டது துக்கத்தை போல் தொண்டையை அடைத்துக் கொண்டது துக்கத்தை கண்ணீராலும் தொண்டைக்குள் விக்கிய உணவு கட்டிகளை தண்ணீராலும் கழுவி கொண்டார் கடிகாரத்தின் பெண்டுளம் போல ஆடிய கைகளை வைத்து தட்டை கழுவினார் கை கால் என்ன விழுந்தா போச்சு எச்சித்தட்ட நானா கழுவுறதுக்கு ஒரு நாள் மருமகாரி சுவரை பார்த்து சொன்னதை கேட்டதில் அவர்தான் தட்டை கழுவுவார் அவள் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே என்றாலும் தட்டை கழுவாத அவள் அந்த தட்டை எடுத்து சமையல் வைத்து பூட்டிவிட்டு சாவியை கொண்டு போவதில் ஒருவித திருப்தி அடைந்தாள் கண் மங்களான அவரிடம் எவராவது பேச்சுக்குரல் கொடுக்கும் சாக்கில் தட்டை தூக்கி கொண்டு போனாள் அவள் இன்னொரு இயே தட்டுக்கு எங்கே போவாள் கட்டிக்க இந்த விவகாரம் முடிந்ததும்லத்தில் இளைஞனாகத்தான் இருந்தார் ஆனால் அதே எல்லோரையும் மாதிரி போதுமான அளவு இருந்த நில புலன்களை கவனித்துக் கொண்டு ஒரு சுயமரியாதை மனிதனாக தான் திகழ்ந்து வந்தார் ஒரே மகனை படிக்க வைத்து அவன் குடியும் குடித்தனமாக இருப்பதை கிராமத்தில் இருந்து ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தாரை தவிர அந்த மகன் தன்னோடு வந்து தங்கும்படி கேட்ட போது தட்டி கழித்தவர் தான் இவர் ஆனால் மகன் வந்து அப்பா மெட்ராஸ்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் நம்ம சொத்தை வித்து ஒரு லட்சம் ரூபாயில ஒரு வீடு கட்டினா வாடகைகள் நிறைய வரும் எனக்கு வாங்குற சம்பளம் கட்டுப்படியாகல, என்று சொன்ன போது அவன் நீட்டிய கிடத்தில் கையெழுத்து போட்டு விட்டார் வயது எழுபதை தாண்டியதும் அவரால் எதுவும் இயலாமல் போன போது மகன்காரன் தான் தன்னுடன் வந்து தங்கும்படி கேட்டதும் பெற்ற மகன் மடியில் தலை வைத்து பேரன் பிள்ளையின் கன்னத்தை வருடிக் கொண்டே உயிரை விட வேண்டும் என்ற பாசத்தில் அந்த பாமரன் இந்த முதியவர் வந்துவிட்டார் மணி இரண்டாகிவிட்டது மருமகளையும் பேரனையும் காணும் சினிமா எப்போதோ விட்டிருப்பார்களே இன்னும் ஏன் வரவில்லை ஒருவேளை ஏதாவது கார் இருக்குமோ நகைகளை திருடுவதற்காக மருமகள் மயங்கி கிடப்பது போலவும் எண்ணம் அவர் உடம்பு வியர்த்தது உள்ளம் விம்மியது கடவுளே என்ன எடுத்துக்கொள் என் பிள்ளைகளை விட்டுவிடு திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது அவர் சந்தோஷமாக போய் கதவை திறந்தார் அவளோட அப்பா இன்னைக்கு மாயவரத்துல இருந்து வர்றாரு சினிமா விட்டதும் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவர் சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது என்று சொல்லிக் கொண்டே அவள் போனாள் கிழவருக்கு போன உயிர் இப்போதுதான் திரும்பி வந்தது மருமகளும் பேரனும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் பயோ உணர்வை துரத்தியது பயோ உணர்வு போனதும் பசி உணர்வு வந்தது கோர பசி இந்நேரம் எதையாவது ஒன்றை சாப்பிட்டிருப்பார் மருமகள் வரவில்லையே மணி ஆறாகிவிட்டது பசி கிழவரை தின்றது அது இது என்று ஏழு மணிக்கு கமலா தன் தந்தையுடன் அறையை திறந்து ஈசிச்சாரை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இதுல சாஞ்சுக்கோங்கப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள் அவள் தந்தை ராமநாதனுக்கு அறுபது வயது இருக்கலாம் கிழவருடன் பேசினார் ஆனால் பசி வாயை அடித்திருப்பதை அவருக்கு பேச விருப்பமில்லை என்று வீர் எடுத்துக்கொண்டு மகளிடம் பேசிக் யிற்றுக்கொண்டே வச்சுட்டீங்கப்பா என்று தந்தையிடம் கேட்டுக் கொண்டிருந்தாள் பிறகு இருவரும் மாலையில் தாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலின் தரத்தை பற்றியும் ஜனதா சாப்பாடு பற்றியும் பேசிக் கிழவர் வயிற்றின் இரண்டு கைகளையும் வைத்துக் ஒரு வழியாக ஒன்பது மணிக்கு கமலா சமையல் போனாள் கிழவர் அந்த அறையையும் அவள் நடமாட்டத்தையும் துழித்த வயிற்றுக்கு ஆடும் கைகளால் அணைப்பு கொடுத்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் மணிக்கு உணவு பரிமாறப்பட்டது வாங்கப்பா என்று தந்தையை கனிய சொல்லிவிட்டு மாமனாரை தட்டு உட்காரும்படி எரிய பார்த்தாள் உங்களுக்கு பைல்ஸ் இருக்கிறதுனால கர்ணக்கிழங்கு கொழம்பு வச்சேன் ராமநாதனுக்கு நான்கு நாள் ராஜயோகம் மகளுடனும் பேரனுடனும் பகலில் வெளியே போய்விடுவார் இதனால் கிழவர் சில சமயம் பட்டினி கிடக்க நேர்ந்தது அவர்கள் வெளியே போகும் போதெல்லாம் அந்த ஈசிச்சார் உள்ளே போய்விடும் ஒரு வழியாக அன்று காலையில் ரா புறப்பட்டார் மகள்டுத்த இனப்பு பண்டங்களை ஒரு பையில் போட்டு வைத்துக் கொண்டு கிழவருக்கு நீட்டினார் என்று சைகை செய்தார் மகள்காரு கனிவோடு தந்தையை பார்த்தாள் உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கப்பா ஏற்கனவே உங்களுக்கு பைல்ஸ் இப்போ வாதம் வேறையா உடம்புக்கு எப்படி இருந்தா என்னம்மா சீக்கிரமா நரகன்தான் உன் அன்ன ஒரு நாள் கூட வயிறார சோறுபட மாட்டா தெருநாய நடத்துற மாதிரி நடத்துறா உன் அண்ண என்னை காவது கூட எனக்கு நல்ல பலகாரங்க வாங்கி வந்து கொடுத்துட்டா போதும் முழுதும் அவன் கூட வேற சாக்களை சண்டை போடுவா என்னையும் ராமநாதன் கமலா அழுதை விட்டாள் இங்க ஏ இருங்கப்பா உங்களை ராஜா அதே நான் கவனிச்சுக்கிறேன் கேவலுடன் கூறினாள் ராமநாதன் மகள் முதுகை செல்லமாக தட்டிவிட்டு போய்விட்டார் அன்று மத்தியானம் சாப்பாடு ஆகவில்லை கமலாவுக்கு அழுவதற்கே நேரம் போதாததால் சமையல் அறைக்குள் அவளால் போக முடியவில்லை எப்படி இருந்த அப்பாவ அந்த வயிறாரா அடி பாதகி உ அப்பனுக்கும் இதே மாதிரி வராமல் போகாது வினை விதைத்தவள் வினை அறுத்தே தாண்டி ஆகணும் அன்னிக்காரியை மனதில் சபித்து கொண்டும் சில தன் பாட்டுக்கு உறக்க சொல்லிக் கொண்டும் அழுது கொண்டே இருந்தாள் கமலா இதனால் மணி பகல் இரண்டாகியும் கிழவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை கமலா இன்னும் அழுவதை நிறுத்தவில்லை கிழவர் பசி தாங்க முடியாமல் குழாயை குடித்து கொண்டிருந்தார் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும்